Hi! எல்லாருக்கும் வணக்கம் விர்ணா from சிறுமுகை கிழமட்டூர் டிஸ்ட்ரிக்ட் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஆஃபர் சேல் அப்டேட் தாங்க அதுவும் டூ ஃபார்ட்டி ஹோக்ஸ் பிக்புட்டா சாஃப்ட் சாரீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் நம்ம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க இதோடைய ஆஃபர் ப்ரைஸ் 5700 ONLY 5700 ஹண்ட்ரட் மட்டுமேங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கக்கூடிய சேரீ கலர் க்ரீன் அண்ட் க்ரீன் பாடி லெமன் கிரீன் பழுவன் ப்ளவுஸ் க்ரீன் கலருங்க பாடியில் வரக்கூடிய புட்டா ஒரு ரோ சில்வர் ஜரி ஒரு ரோ கோல்டு ஜரிங்க பேக் சைடு நீங்கள் பார்க்குறீங்க உள்ளேயும் காட்டிடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ இல்லைன்னாலும் ஃபியூச்சரில் எங்ககிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அது மட்டும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோங்க அந்த லிங்க் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸ் அண்ட் ப்ரைஸ் ரேஞ்ச் இருந்தது அப்படின்னா நீங்கள் உடனே எங்களுக்கு வந்து புக் பண்ணுறதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குற கலர் பல்லுவன் ப்ளவுஸ் இங்க் ப்ளூ பாடி கிரே கலருங்க சிமெண்ட் கலரில் இருக்கும் இதில் டாப் அண்ட் பாட்டமில் கான்ட்ராஸ்ட் மாதிரி வந்துருக்குங்க இதோடைய ஆஃபர் ப்ரைஸ் ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் மட்டுமேங்க இது இந்த கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் சேம் பேட்டர்ல நெக்ஸ்ட் கலர் நம்ம பாக்கிறோம் பலுவன் பிளவுஸ் சேம் இங்கு ப்ளூ கலருங்க பாடி இது வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கோல்டு பினிஷிங்ல வந்துருக்குங்க கிரே பட் ஆனால் ஒரு கோல்டு பினிஷிங்ல இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குங்க சூப்பராகவும் இருக்கும் இது எல்லாமே ஹேண்ட்லூம் மேட் ப்யூர் சில்க் சாரீ கம்மிங் வித் சில்க் மார்க்ஸ் சர்டிஃபைடுங்க அண்ட் அது இது எல்லாமே சூப்பர் குவாலிட்டி சாரீஸ்ங்க லைட் weight சாரி வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவும் கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய சாரி தாங்க சேம் பேட்டர்னில் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறோம் க்ரே வித் இன்க் ப்ளூ காம்பினேஷன் பலுவன் பிளவுஸ் இங்க் ப்ளூ பாடி கிரே கலருங்க சேம் இதுலேயுமே புட்டாஸ் ஒரு ரோ சில்வர் ஜெரி ஒரு ரோ கோல்டு சரி தாங்க ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம ப்ராடக்ட்ஸ் நம்ம டெலிவர் பண்ணிகிட்டு இருக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரியும் அவைலபிளாக இருக்குது இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் நீங்கள் எந்த கண்ட்ரி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி நீங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீஸ் வாங்குறீங்க அதோடைய வெயிட் எவ்வளோ வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு உங்களுக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜ் நாங்கள் கேஷ் ஆன் டெலிவரிக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வருங்க அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் நீங்கள் சாரீ புக் பண்ணும்போதே பே பண்ணால் மட்டுமே உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி புக் பண்ண முடியுங்க தென் சாரீ பார்சல் வரும்போது நீங்கள் சாரியோடைய அமௌண்ட்டு மட்டுமே பே பண்ணால் போதுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது க்ரே அண்ட் பிளாக் காம்பினேஷன் ஸோ இது பிளாக்குன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பிளாக் கிடையாதுங்க பட் ஆனால் வந்து பிளாக்கு ஃபேமிலி தான் பிளாக்கில் தான் இருக்கும் பலன் பிளவுஸ் பிளாக் பாடி கிரே கலர் ஸோ பாடி கிரே கலர் அப்படிங்கும் போது கண்டிப்பாக பிளாக் த்ரெட் இல்லாமல் இருக்காதுங்க பிளாக் த்ரெட்டும் விசிபிளாக தெரியுங்க பாடியில் நீங்கள் எங்ககிட்ட சிங்கிள் சேரீ கூட பர்ச்சேஸ் பண்ணலாம் சிங்கிள் சேரிலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சேரீ வேணாலும் purchase பண்ணலாங்க நாங்கள் உங்களுக்கு deliver பண்ணுவோம் கேஷ் ஆன் டெலிவரினா 1 ஆர் டூ சாரீஸ் மட்டுமே ப்ரொவைட் பண்ண முடியுங்க இதே ப்ரீபேமெண்ட் அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீஸ் வேணாலும் நீங்கள் ப்ரீபே பண்ணி வாங்கிக்கலாம் உங்களுக்கு கொரியர் பண்ணுவோம் ஷிப்பிங் வந்து ஃப்ரீ தாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது கிரீன் அண்ட் ப்ளூ காம்பினேஷன் பழுவன் ப்ளவுஸ் ப்ளூங்க பீகாக் ப்ளூவில் இருக்கும் பாடி greenங்க, பளு அண்ட் வந்து கொஞ்சம் டபுள் ஷேடில் வருங்க இப்போ இந்த வீடியோவில் நம்ம ரெண்டே பேட்டர்னில் தான் பார்த்துட்ருக்கோம் ஒன்று வந்து லீஃப் டிசைன் இன்னொன்று வந்து ஃபுல்லாக ஃப்ளார் ஒரு பொக்கே எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த ஃப்ளவர்ஸ் அது கூட வந்து லீவ்ஸ் எல்லாம் செய்ய மாதிரி இருக்கக்கூடிய ரெண்டு டிசைன்ஸில் தான் பார்த்துட்ருக்கோம் இப்போ பார்க்குற இந்த பழுவண்ட் பிளவுஸ் கலர் டார்க் கிரே பாடி வந்து க்ரீன் அண்ட் கோல்டன் கலர் வந்து கம்பைன் ஆன மாதிரி இருக்குங்க ஸோ இந்த கலருமே ரொம்ப மோஸ்ட் வாண்டட் கலர் தான் இந்த கலர்ல நம்ம எந்த சேரீல நம்ம போட்டிருந்தாலுமே அது வந்து சீக்கிரமாக சோல்ட் ஆயிரும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற லாஸ்ட் சேரீ இதுங்க Green with Ink Blue combination இது வந்து பாட்டில் கிரீன் பாடி பாட்டில் கிரீன் பலுவன் Blouse and Bottom போர்ஷன் Top போர்ஷனில் வரக்கூடிய கலர் Blue கலருங்க Blouse பார்க்குறீங்க Blouse வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து பிளைன் கான்ட்ரஸ்டாக தாங்க இருக்கும் எக்ஸ்ட்ரா எந்த ஒர்க் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாங்க வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க நீங்கள் அதை பார்த்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம் எல்லாமே ஓப்பன் பண்ணி காட்டியாச்சுங்க இப்போ ரேண்டமாக முன்னாடி நான் ஷோ பண்ணிடுறேன் இந்த சாரீஸ் எல்லாமே சில்க் மார்க் சர்டிஃபிகேஷனோட தான் உங்களுக்கு கிடைக்குங்க வாட்ஸ்அப் மூலமாக கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் சாரியை புக் பண்ணிக்கலாங்க தேங்க் யூ